கண்ண குழி அழகால கட்டி போட்ட என் பாத்தாய சோகம் காற்றில் கரிந்து போடும் அழக பாத்தாக்கள் கூட கவிதை எழுதி பாடும் கண்ணு கலங்காம பார்த்துக்குவோம் உன்